அக்காலம்னால் இன்றோ சு மாசுபட்டு பல நோய்களை சந்திக்கிறோம் அதை எவ்வாறு போக்குவதை என்பதை நோய்க்கு இடம் கொடை என்கிறது நோயற்றி நோயுற்ற வாழ்வைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பதால் அவசியம் என்கிறேன் நான் சாக்கடை நீராலும் தொழிற்சாலை கழிவு நீராலும் ஆறு ஏரி குளம் போன்ற நீர் நிலையங்கள் மாசுபடுகின்றது நமக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பது அரிதாகின்றது பெரிய நோய் பெரிய நகர்களில் உள்ள தொழிற்சாலை கழிவு நீரை நீரில் குறைகின்றது என்றும் தடுக்க நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் வாகனங்கள் தொழிற்சாலைகள் அணு இவற்றால் வெளிப்படும் புகை தூசு சாம்பல் கதிகுச்சி முதலின காற்றை மாசுபட்டு இதனால் நம் அனைவரும் செயலை தவிர்க்க வேண்டும் காடுகளும் ஆள்களும் நாகரிகத்தில் பிறப்பிடம் இயற்கை எளிதில் இருப்பிடம் நாட்டு வளத்தில் சிறப்பிடம் ஆனால் இன்று இவை இரண்டும் மிகவும் மரம் வளம் வாழவும் மழை வளம் கிடைக்கவும் மண் வளம் செலிக்கவும் துணை புரிவது காடுகளே இவற்றை பாதுகாப்பது நம் கடமைகளை மேலும் சுற்றுப்புறத்தை பாதுகாக்க நம் பொதுமக்களாகிய நாம் சில கடமைகளை செய்ய வேண்டும் குப்பைகளை ஆங்காங்கை கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் கட்டட கழப்பிடங்களை பயன்படுத்த வேண்டும் சிற்றூர்களிலும் பேரூர்களிலும் சிற்றுப்புற தூய் சிற்றுப்புறம் பற்றி கருத்துக்களை கருத்தரங்குகளின் மூலமாக கூற வேண்டும் அரசு செய்யும் எல்லா நடவடிக்கைக்கும் பொதுமக்களாகிய நாம் ஒத்துழைக்க